ஒரு நாள்வர் எது கொஞ்ச நேரம் டிவி சினிமா ரேடியோ இது எல்லாமே நம்ம கிட்ட நம்மளே தப்பிச்சு உங்களுக்கு தேனாட் பண்ணி அழைச்சு அப்படின்றது போட்டு நூறு நாள் அழைச்சு வச்சு அவங்க என்னதான் இப்படியே இருக்கும் யோசிச்சு பார்க்க முடியாது ஏழு ரியாலிட்டி ஷோ தான் இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறோம் வெல்கம் டுடியா ஒரு டி ஒரு பொண்ணு வந்துட்டா வந்துட்டா வந்துட்டா அந்த எல்லா பசங்களும் இருக்கும் மேல ஏறுவாங்க சாயங்காலம் மாமியார் கொடுமை மாமனார் என்ன வீடு பெருக்க சொன்னார் என் புருஷன் குடிச்சிட்டு வந்து இந்த சமுதாயத்துல ஒரு கொண்டு வாழ்றது எவ்வளவு கஷ்டம் நாங்க ஷூட்டிங் போனா எங்க குழந்தைங்களா ஆபிரிக்கா இருக்கிற ஒரு அழகான விஜயலட்சுமி இதே தீவில் இந்த ஒரு ரூம் போகும் உள்ளட்ல செஞ்ச மாதிரி பொருள்களை கடிப்பீங்க your who is 18-19 அவங்களே ஒரு குழந்தை குழந்தையை வளர்க்க முடியாது இல்லாத ஒரு கப்பலுக்கு தத்து கொடுத்துருவாங்க ஒரு தடவை கூட உண்மையான அப்பா அம்மா பண்ணிக்கவே மாட்டாங்க ஒரி கிடைச்சிருவார் மேட் ஆறு பேரு மூணு பசங்க ஒரு பையனுக்கு போறது சினிமாக்கு போறது பண்றதுன்னு ஒரு மாசம் நிறைய <laughs> பேருக்குரிய உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா இந்த ரொம்ப நாள் கழிச்சு அடுத்த வீடியோ வரைக்கும்